இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல ஐ பிசிகலி சாரி ஹலோ காய்ஸ் தேவிசி நீ இதை மூஞ்சி அப்பாத்து கடுப்பாடாதீங்க நீ மூஞ்சி சரியாகல சரியா இந்த ஒரிஜினல் மூஞ்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் அப்போ காரி திப்புங்கோ பட் இப்போ என்ன ஒரு அதிசயம் நடத்திருக்குன்னா நான் எப்பயுமே பதினெட்டு வீடியோ தான் போடுவேன் இன்னைக்கு நாற்பது வீடியோ போட போறேன் நல்லா என்ஜாய் பண்ணுங்கோ வாங்க வீடியோ கூட போகலாம் அன்னை எக்ஸசைஸ் பண்ணுறேன்ற பேரில் வயிற் லைட்டாக போட்டாம்கிறதுல அக்காவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு தம்பி சில மைக்கேல் அனுப்பி வைப்பாங்க முட்டிய அரை உரையா வேக வச்சுட்டு கட் பண்ணிக்கிறான் என்ன நடக்கும் தெரியுமா அதனால சொன்னா புரியாது நீங்களே பாருங்க கை காலை வச்சுன்னு கம்முனு இல்லாம சிக்ஸர் அடிக்க போறேன் போர் அடிக்க போறேன் பக்கத்து விட்டு சென்னையில் உடச்சுட்டீங்களே சார் ஒன் கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் மூளை ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா வாட்ரு பாயிட்டு வாட்ரு பெயிண்ட்டுன்றாங்களே எங்கடா அதில் வாட்ரு உகானோ அப்படின்னு நினைப்பீங்க பட் வாட்ரோட ஒரு பொண்ணு ட்ராயிங் பண்ணியதே அதை பாருங்கோய் இந்த பெயிண்ட் எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஒவ்வொரு தண்ணி தண்ணி தண்ணி ஒவ்வொரு தஞ்சு ஐயோ தம்பி தஞ்சை ஐயோ ஆம்லேட்டை போட்டோமா அதை தூக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு தூத்துக்காக போட்டோமா அதை நல்லா துண்ணமான்னு எல்லாமே ஒரே இடத்துல தூக்கி தூக்கி போட்டு விளையாடினா இப்படி நடக்கும் என்ன மாதிரி உன்னால் பண்ண முடியுமா ஆ டம்கே அப்பாருங்க ஸ்டுக்கே எப்போ டே இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது திரளோ ஹைட் தாண்ட சொல்லி எவனா கத்து தூ தன்ன தெரியல நான் கத்து தூ உட்ட கையில மாட்டனானே பெنج என்ன அது தாண்டன லட்சம் அந்த மாதிரி ஓ நீங்க ரிங்க ரிங்க ரிங்க பாட் மடிஆட நான் ஆட்டோ இப்ப பாத்து கால் திருச்சி நிமிட்டா பாம்பிய பார்த்து சர்க்கஸ் காரன் சாரிங்க அது ஒரு பைத்தியோ ரோட்ல சும்மா போயி இல்லாம எதில ஒரு கட்டرك வந்து அந்த கட்டமே நடந்து காற்றம் தாவி காற்றம் சொல்லிவிட்டு மூஞ்ச பேத்து நோகனிகிது சாரி பட்டக் செ பேத்து நோகனிகிது இப்ப எப்படித்தான்ற பாரு அதுவாசம் பரவாயில்லைங்க அது ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம மன்னிச்சு விட்டுலாம் இதுக்கெல்லாம் என்ன கேடு என்ன வயசாகுது இதெல்லாம் எதுக்குங்க எந்த மாதிரி சரக்கி தெரிஞ்சு நிற்குது தலை கீழே நிக்கிறேன்னு சொல்லிச்சுல்ல அதான் தலைமையிலே உந்துச்சு இது எப்படி இருக்கு சரக்கை வாங்கணுமா இல்லை மூடிக்கிட்டு இருக்கேன் அந்த சரக்கை திறந்து குடிச்சமான்னு இப்படிதான் போண்டா இப்பறமா சுண்டலே யாருன்னா வாங்குறீங்களா உங்களுக்கு நீங்காவது இனிமேல் சும்மா போயிட்டு இருக்கோசே இந்த மசோ நடந்துருக்கா போண்டா பண்ணி பரதேசம் அப்படின்னு சொல்லுங்க எதிரே உடச்சு தான் போறாரு toy abba thoda pulu idda kandu pachula saju amma oyyo bye bye yeda ayyo potaxiya kal chanda potukidha manna vaari uthu paathirpinga ada manna vaayaale vaari paathirkingla ipo vaanga nice skating pannu pora ingi ingi ingi ingi oh chamku ulladha manni இந்த கோச்சி கோயோட்டி போச்சு இத பாத்துட்டு அவனும் சொத்துக்காக தூக்கள் தான் கூட்டணும் நினைச்சா அதிகம் இது பண்ண வேலையை பாருங்க மூடிக்குன்னு காலுக்குற ஸ்டார்டிங் கூட கையில் எடுத்துன்னு குறிஞ்சு போனால் என்ன இவர் பறந்து தான் போவாரோ அதான் பல்லு வாரிச்சு இப்போ தாண்டம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குங்களா மூலம் அதிகம்ட்டு இந்த சமூகத்தை பார்த்தா சொல்லியிருப்பாங்களோ இன்னும் கொஞ்சம் ஏற்கோ அயோ போச்சு இந்த ஆண்டிய பார்த்து லேசுப்பட்டதுன்னு நினைச்சாத்தீங்க இது மோசமானது போய்கிட்ட கபடி விளையாட கூப்பிட்டா பண்ணுவோம் செம்மியா இருக்கல ஏன் அப்படி என்ன பண்றது அந்த ப்ளூ சர்ட்டிக்கு தான் கொடுத்து வைக்கல ரசிக்கிறதுக்கு வா என்ன கடுப்பு தெரியல தள்ளி விட்டு வேடிக்கை பாக்குது லைட்ட தள்ளி விட்டு பாக்கலாமோ அந்த போனையும் அங்க ஓனர் திட்டி விளையாடு கூப்பி போடம் மிருகங்களுக்கு மட்டும் காட்டுல சாப்பாடு இல்லாம போச்சு அவங்க வீட்டுலயும் மிருக தாண்டா இருக்கும் வெயில் டைம்ல சர்க்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு விடுங்க இல்லைன்னா பட்டாசி தீஞ்சிரும் வயிற போட்டு பாத்துக்கணும் இதுல இப்படிதான் நடக்கும் ஏண்டா எவ்வளவு வயசு ஆயிருக்க பொறங்க மாதிரி ஆடுன்னு இருக்க இவர் தாங்க நம்ம இட்டியாவுக்கு புது டார்சன் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இவருக்கு மனசுல பெரிய பைரவான்னு நினப்பு அதுக்கு தான் தெரியுதுங்க நாளைக்கு என்ன வீடியோ போட போறா ஓவர்லோடு உடம்புக்கு ஆகாது ஐ மீன் அதிகமாக வீட்டில் இருந்தால் எந்த மாரி பிரச்சனாம் இருக்குன்றதே நாளைக்கு நான் சொல்ல போகிறேன் அது கோபியாக சொல்ல போக டிவிசி வந்து பார்த்துருபோ இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணேன் தச்சு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்னிங் தான் இருக்கேன்